அல்லது புலம்பெலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தோடு கூட நம்ம இந்த மாதம் முழுவதும் டிராவல் பண்ணிக்கொண்டிருக்கோம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் எல்லாம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட இந்த வேர்டோடு கூட இந்த மாதம் முழுவதும் நான் டிராவல் பண்ணு சொல்றவங்க ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேர்டு சொன்னே நிறைய பேர் கனெக்ட் பண்ற ஒரு வேர்டு என்ன தெரியுமா புதுவா ஈஸியாக கனெக்ட் பண்ற வேர்டு ஒரு சில பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தை அனுப்பின உடனே ஆமாம் அப்படின்ற உடனே கனெக்ட் பண்ண என்ன வேர்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று அந்த வசனத்தை உடனே சொல்றாங்க பட் நீங்க விளங்கி வேண்டியது அல்லது இந்த பயணத்துல பயணித்தவர்களுக்கு இந்த மாதம் தெரியும் உங்களை ஹோல்ட் பண்ணிய போது உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இந்த வார்த்தை ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற வார்த்தை நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல டவுன இருக்கிற அந்த டைம் முடக்கப்பட்ட டைம் கைவிடப்பட்ட டைம் நாம் நினைக்கிறது நடக்காத பொழுது நட சூழ்நிலை அல்லது வியாதின் படுக்கையாகவும் அல்லது நாம் நாம் இழந்த ஒரு சூழ்நிலையாகவும் அல்லது நாம் எதிர்பார்த்ததான காரியம் நடக்காமல் இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் திரும்பி வரக்கூடிய வார்த்தை தான் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறதான ஒரு நம்பிக்கையின் இது திரும்பி வரக்கூடிய நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையினுடைய முன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதிகாரிகளுக்கும் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்ன மூன்றுமே அகர வரிசையில் அது ஊக்கமே ஒரு கவிதை பல்லாயிரம் முன்பாக இருந்தாலும் அல்லது தேவன் நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பார்த்தோம் இந்த ஐந்து புஸ்தகங்களும் ஐந்து கவிதைகளாக ஐந்து ஒப்பாரைகளாக இருக்கிறது முதல் கவிதை யாரை குறிக்கிறது யாரை குறிக்கிறது எருசுலேம் நகரத்தை குறிக்கிறது எருசிலேம் என்பது யார் நீங்களும் நானும் தனித்தும் ஒருமைப்பட்டு கூடியும் இருக்கிறதான அங்கத்தை காட்டுகிறது தான் எருசுலேம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே எருசிலேம் கூடியிருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து யாரை காட்டுகிறோம் எருசுலேமை குறிப்பிடுவோம் முதல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் யாரை பற்றி அவரை பற்றி தேவனை பற்றி எல்லாவற்றும் காரணமான அவரை பற்றி மூன்றாவது கவிதை யாரை பற்றி என்னை பற்றி அவர்களுடைய நிலை பற்றி சொல்கிறார் நான்காவது கவிதை தே யாரு பகையினர்கள் சத்துருக்கள் நம்மை போராட வந்தவர்கள் நம்மை நம்மை தாக்க வந்தவர்கள் நம்மை சிறைப்படுத்த வந்தவர்கள் நான்காவது ஐந்தாவது விங்கள் எழுச்சியோடு கூட எல்லாரும் திரும்புகிற அந்த என்றும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறதே ஐந்தாம் அதிகாரத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு நாம் படிக்கிற ஒரு ரிலேஷன்ல வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கத்தறிஞ்சு ஆசுவார்கள் அல்லது எரு நகரத்தால் இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுகிறதான அந்த கருத்தை காட்டுகிறது என்ன சொல்கிறார்கள் இந்த ஐந்தாம் அதிகாரம் எரேமியாவுட பிரேயர் என்று இதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது எரேமியாவிடும் ஜபமாக இது கருதப்படுகிறது இது எரேமியா இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக எருசுலேம் நகரத்துக்காக அவர் ஜபிக்கிற ஒரு ஜபமாக இந்த ஐந்தாம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறார் அதிகாரம் வருகிறதான அந்த சூழ்நிலைக்காக செய்யப்படுகிற ஒரு ஜபத்தை குறிக்கிறது அதுல முதல் ஒன்னிலிருந்து பதினாறாம் அதிக பதினாறாம் வசன பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த பிரசன் இருக்கும் பொழுது அல்லது சுமைப்பிடிக்கப்பட்ட அந்த நிலவரத்துல இருக்கும் பொழுது அந்த ஜனத்தினுடைய பரிதாபமான நிலவரத்தை குறித்து அங்கு பேசப்படுகிறதை புலம்புகிறதையும் நான் பார்க்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஆஹ் அந்த கவியில சொல்றாரு ஆண்டுடைய இந்த சூழ்நிலையினால எங்களுடைய தோல் எப்படி மாறிடுச்சான் அடுப்பங்கரையில இருக்கிற கலர் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா எப்படி மாறிடுச்சான் ஒரு பிரியாணி கிடைக்குற கருப்பா இருக்கும் நாங்க சிறைப்பட்டு போனால எங்களுடைய தோல் அடுப்பங்கரையை போல மாறிவிட்டது நிறத்தை பதினாறாம் வசனத்தை வாசிங்க அதிகாரம் பதினாறாம் வசனத்தை உணர்த்தியும் இப்போ எங்க தலையில என்ன விழுந்தது முதியவர்கள் எங்க உட்காருவாங்களா திண்ணையில உட்காரத பாத்திருக்கீங்களா இப்ப நம்ம எங்கையில பெரியவர்கள் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க பேசிக் கொள்வாங்க என்ன பண்ணுவாங்களா இந்த பாரு அவர்களுக்கு நடந்ததானது கிண்ணற சத்தம் முதியவர்களுடைய இன்பமான பேச்சு அவர்கள் இது சிறைப்பிடிக்கப்பட்ட போது போச்சு இந்த மூன்றாம் நான்காம் ஒவ்வொரு பார்க்கும் பொழுது பொழுது எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கும் முன்னாடி எல்லாம் அடிச்சு வருவாங்க விறகு அங்க ஒரு குண்டு விறகு அப்படின்றாங்க எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்கியங்கள் ஒவ்வொரு கவிதையினுடைய ஒப்பாதைகளை இந்த புலம்பெளின் வார்த்தைகள் அவர்களுடைய சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கையை அப்படி படம் பிடித்து காட்டுகிறார் எங்களை நாங்கள் தாயில்ல போல பிள்ளைகளை மாறிட்டோம் தகப்பன்னு இல்லை எங்களுக்கு யாருமே இல்லை நாங்கள் அனாதைகளாக இருக்கிற மாதிரி இருக்கோம் எங்களுக்கு விலைக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்களுடைய சொத்துக்கள் போய்விட்டது எங்களோட பரிணாமங்கள் எல்லாம் விலைக்கு போய் விட்டுச்சு எங்களுடைய விறகு விலைக்கு வருகிறது எங்களோட வாலிபர்களுடைய கிண்ணற சத்தம் நின்று போயிடுச்சு எங்க முதியவர்களோட பேச்சு சத்தம் நின்று போயிடுச்சு என்று சொல்லி ஐயோ எங்கள் தலையில இருந்த கிரீடம் விழுந்ததே நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி இந்த முதல் பதினாறு வசனங்கள் அவர்களுடைய ஸ்டேட்டஸை காட்டுகிறது ஆனால் அதுல பகுதியை பார்க்கிறோம் இஸ்ரோவில் அடையாளமே எது சொல்லுங்க பார்க்கலாம் இஸ்ரோவில் ஜனத்தினுடைய அடையாளமே ஏன் தேவன் அவர்கள் எல்லா ஜனங்களிலும் காட்டிலும் மேன்மையாக தெரிந்து ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கொடுக்க மற்ற எல்லா அவர்களை சுற்றிலிருந்த எல்லா ஜாதி ஜனங்களை காட்டிலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அருதான ஒரு குவாலிட்டி இருந்தது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகள் அமைப்பு எப்படி இருக்கும்னா நடுவில் ஆசிரிப்பு கூட இருக்கும் சுற்றிலும் தான் அவங்க கேம்ப் இருக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் அவங்க பனிரெண்டு கோத்தரங்களை வைக்க வச்சல்வாங்க ஆலயம் தான் அவருடைய இந்த அவர்களுடைய ஆலயம் பறிப்போனது அவர்களுடைய தொழுகை பருகி போனது அவர்களுடைய தேவனுடைய கூடாரம் பிடிக்கப்பட்டுச்சு அவருடைய சியோன் மலையின் அழகுகள் அவர்களை விட்டு நீங்கினது அதனால வாசிக்கிற பதினெட்டாம் வாசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாழாய் கிடைக்க சீவன் மலை மேல நரிகள் ஓடி திரிகிறது நாங்கள் என்னன்னா எப்படி தட்டப்பட்டிருக்கோம் அப்போ பியூட்டியே நாங்கள் இழந்திருக்கிறோம் சியோன் மலையில இன்னைக்கு பாழாய் போய் எவைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நரிகள் ஊழையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இந்த ரெண்டு நிலவரங்கள் சொன்னாலும் எளிமையா கடைசியாக கோபமா எல்லார சொல்லுங்க பாக்கலாம் எங்களை திரும்புவ இந்த வசனத்தில் வருகிறதை நாங்கள் எழும்புவோம் எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் எல்லாரும் தோறும் சொல்லுங்க எங்கள் புதிய நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிய it's ready to give you a fresh beginning adana in the chedi yaar yaar ke endu sonnenenral indha chedi odukappaṭṭu mūlayila mudangirukra nambike iḷandu avobodu sōr vottirukirukiradhane devajanangalukkaga indha vaarthai vandukondirukirad hallelujah adu oru vela paavath nimithamaga ningal devan solli seyyamal irukka soonnilaip maatikonda oru nabargalaga irukalam adu yaarukume theriyadha sila situation la kuda ninga irukalam iniki nareya pilegaloda vaalkila நல்லாவே தெரியும் அவர்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் தெரியாம போய் மாற்றிக்கொள்றார் சிலர் சில பிள்ளைகள் அதாவது சில சில பயன்பார்கள் கேள்விப்பட்டிருக்கின்ற சிலரை ஏமாற்றுவதற்காகவே அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்ச்சியில பண்ணி அவர்கள் வேண்டியதை பெற்று விட்டு விடுற மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பயனாக இருக்கட்டும் இன்றைக்கு பல அவ்விதமான சூழ்நிலைகளில இருக்கிறத பார்க்கிறோம் சும்மா ஆரம்பிக்கையும் அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திபர்கள் மட்டுமில்லை இன்னும் கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் சொல்றாரு எனக்கு உன்னை பிடிக்கல நான் தான் போறேன் விடுற நிலவரத்துக்கு இன்னைக்கு of of they they don't value people, relationship, and the they lost in the of 성meno, uh that you know. that the இருக்கும்பொழுது என் தலையில் இருக்க கிரீடம் விழுந்ததே அந்த கிரீடம் விழுந்தது கூட இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எனக்குள் அல்லது எந்த விதமான சூழ்நிலை பேசக்கூடாது A, eh? not a 2K சொல்லுங்க சிறையீர்ப்புக்குள்ளாக உங்களை வைத்திருக்க அவைகளுக்கு அனுமதி இல்லை நீங்க அனுமதி கொடுத்தால் ஒடி அத இந்த கால வலையில் அந்த நாட்களை போல புதிய கூடிய நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க காலை தோறும் அவருடைய புதிதா இருக்க அவருடைய அவருடைய உருக்கங்களுக்கு அழகே இல்ல அவர் கைவிட மாட்டார் ஒருவேளை சொல்லப்பட்டிருந்தால் நான் உன்னை என்றென்றைக்கும் விட மாட்டேன் உன்னை திரும்பி உன்னை பூர்வ நாட்களுக்கு உன்னோட நாட்களை புதிதாக்க நான் விரும்புகிறேன் இது நாம் எல்லாரும் சேர்ந்து கடைசி நாட்களில ஒரு எழுச்சியை இது காட்டுகிறது உட்கார்ந்து பேசுகிற அந்த சந்தோஷம் நம்முடைய விரதுக்கு ஒரு இலவசமாய் கிடைக்கிற உண்மைகளுக்கும் நம்முடைய சுதந்திரத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு நான் எ திருப்பிக்கொள்ளும் only trumbo up here trumbo hallelujah hallelujah oh man mark this word mark this word in your personal professional spiritual life wherever whatever situation you might be come back to this come back to this thing you can really come back from any situation தோல்வியாக இருக்கட்டும் எந்த விதமான கஷ்டமாக இருக்கட்டும் எந்த விதமான எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத சூழ்நிலையாக இருக்கட்டும் இருந்தாலும் உங்களால் திரும்பி வரக்கூடும் உங்களால் தேவன் திரும்ப முடியும் நீங்கள் ஒரு ஸ்டெப் அண்டு நான் திரும்ப விரும்புகிறேன் அன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களை திருப்பிக் கொள்ள உண்மையில் போல உங்களை நாட்களை அவர் என்ன விரும்புகிறார் சொலுங்க காலையில எழுந்த உடனே சொல்லுங்க टुडे माय ஸ்டடيز ஆர் मेड न्यू टुडे माय ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ் मेड न्यू टुडे माय ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியेंसेस ஹவ் मेड न्यू என்னோட ஆவிக்கிய வாழ்க்கை புதிதாகப்படுகிறது என்னோட உலக பிரகாரம் படி வேலை இன்னைக்கு புதிதாக நான் போய் சந்திக்க போகிறேன் இன்னைக்கு என்னோட படிப்பை நான் புதிதாக தூங்க போகிறேன் தேவனன்கொரு புதிய துவக்கத்தை தர போகிறார் தேவனன்கொரு புதிய ஆரம்பத்தை தருகிறார் தேவன் என்னை புதிதாககிற தேவனாக இருக்கிறார் ஹalleluya एम एंड कम ऑन एवरीबॉडी कम ऑन सेलिब्रेट सेलिब्रेट நீங்கள் திரும்பி வருவதற்கு இந்த முதல் வழி என்னது ஆராய்ந்து சோதிत தெரிகிற ஒரு ஆவி எந்த ஸ்டூடியில இருந்தாலும் யூ ஆர் நாட் 퍼ப்ளெக்ஸ்ட் அட் பீட் எனி கைண்ட் ஆப் சிச்சுவேஷன் உங்க பாஸ் உங்களுக்கு கொடுத்து அது ஏதோ உங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது உங்க காம்படிட்டர் உங்களுக்கு அமுகத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இல்ல தோல்வி வருகிறது இல்ல ஏதோ ஒரு காரியம் நீங்க தவறிப் போய்றீங்க ஸ்லிப் ஆவீங்க இட் டுசன்ட் மேட்டர் ஜஸ்ட் பீ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் God சோதித் ஆராய்ந்தறியங்க You will find an answer in it. Hallelujah! Yeah, yeah, yeah. Every situation there is an answer for you. Look at the Kettakumaran, we will see this situation in our situation. We will see what Kettakumaran is <laughs> saying. Kettakumaran is saying, what is he doing? Ilai Kumaran is saying that he is very difficult for us. He is not a good person to say that he is a bad person. the மனச இருக்கூடாது ஒருத்தான் என்ன If you want to become a big business man, you will be, be a business man. If you want to get an Audi car, definitely God will bless you with an Audi car. If you want to build a beautiful house, God will do this thing. But, our desire is, these are the not desires. That is not our purpose of God. Our purpose of God is God. Hallelujah! What do you do with Kettakumar? What do you do with Ashtia Vangia? Who do you do with Kettakumar? அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணியா இருந்த கொடுத்த வர விட்டு எங்க போனான்னு சொல்லுது யாரோடத்தை வாசிக்கும் வீட்டுல ரொம்ப கொண்டாட்டம் இதெல்லாம் திரும்பி வரும் பொழுது எல்லாருக்கும் பொழுது ஒரு பெரிய கழிவு அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க வாசிங்களேன் அந்த வசனத்தை பதினஞ்சாம் அதிகாரம் 25 என்னத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ஐந்தா சிக்கத்தில் போய் ஆஸ்தி செலவழிச்சானே அப்படின்னு சொல்றான் பெரிய பெரிய பெரியவன் சொல்ற முப்பதாம் வாசனம் வாசிங்க உம் உம் அப்ப நல்ல காரியங்கள் நம்ம காதலுக்கு ஏற சிலது நாம் எவ்வளவுதான் பைபிள் படித்த நமக்கு உணர்த்தப்பட்டாலும் அவைகளை புறந்தள்ளி சைட்ல போகிற ஒரு சூழ்நிலை அந்த முதல் டிப் என்னது என்ன சொல்ற என்ன தெளிந்த போது என்ன நடக்குதாங்க இருக்கும்பொழுது ஒரு புத்தி தெளிவிக்க வேண்டும் என்றால் யாராவது அவசியம் இல்லை நீங்க பதில் கோபுல்ல முடங்கி அவன் தான் புத்தி தெரிவித்தபோது பண்ணி சாப்படுற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலாம் எத்தனை வசனத்துல வாசிக்கிறோம் ஜெபிக்கிறான் அவன் போய் சொல்றான் பறத்துக்கும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் உன்னுடைய குமாரன் அடைக்கப்படுவது கூட நான் அனுபச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுங்க <laughs> There are a lot of statements that come like this. But rather, I will say that you don't want to be a kumar in your life. You don't want to be a submissive. He submitted. He prayed. He first inquired. He prayed. He submitted. And he has a thankful spirit. Says, what does that mean? He said, Do you say, oh, I'm going to go to the court suit. Do you want to go to the court suit? குளிச்சந்திருப்பானே கூட தெரியல அப்பா என்ன பண்ணப்பெண் அதுக்குமே தூரத்தில் வருவதை கண்டு அப்படின்னு ஒரு என்ன பண்றோம் எங்க வரும் பொழுது தூரத்தில் வரும் பொழுது அப்பா என்ன பண்றாரு அவனைத்தும் மனதுவிட்டுகியேன். மோடிக்கும் கழுத்தைக் கட்டிக்கொண்டும். Oh my Jesus! கழுத்தைக் கட்டிக்கொண்டும். சம்பிடார். Are you understanding the love of father? He didn't inquire. Oh my god! Why are you telling me about the money smell? How many times did you get to know? பள்ளி திருப்பி ஆனா அப்பா எதுவுமே அப்பா எதுவுமே பார்க்கல நம்ம வர்றதுன்னு தெரிஞ்சு ஓடிப்ப என்ன பண்ணாரா கட்டி பிடிச்சி அதையும் முத்தம் செய் God's love because God always wants you to come back come back you need to rise back you need to rise back you need to rise back even if you fall down even if you slip down even if you are in a wretched state come back come back rise up he is a father who loves you and come back hallelujah hallelujah amen hallelujah come on everyone come on everyone celebrate his father come on everyone amen joy our durathil varugirad kandena panaram கிட்ட போயிட ஆனா இளைய குமார் நம்பிக்கையோடு திரும்பி வருகிற இந்த கதையில பார்க்கலாம் அருமையான தேவ் பிள்ளையை இந்த மாதத்தினுடைய கடைசி இந்த டிராவல் நேரத்துல நான் உங்களோடு கூட மறுபடியும் விரும்புகிறேன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பகுதியில நாம் இந்த சூழ்நிலையை நாம் கடந்து கண்டிப்பா கடந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாம் கைவிடப்பட்ட மாதிரி நாம் விட்ட மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு செய்ய தெரியாதுன்ற மாதிரி நாம் நினைப்போம் இந்த நேரத்துல எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது நான் வாலிபு இருக்கும் பொழுது நான் மிகவும் தெய்வனோடு கூட இருந்த ஒரு வாழ்க்கை அப்படிதான் என்னுடைய பெஸ்ட் அண்ணன் நேரம் நான் சொல்வேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வேறு யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ மற்ற எதுவும் எதுவும் நல்லவேல ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது நல்லது கிடையாது அப்போ தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை ஆசுவத்தை தேவன்னு தந்தேன் ஒரு நாள் அப்படி தான் நான் கேம்புக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு அங்கே ஒரு த்ரீ டேஸ் கேம்ப்னு நினைக்கிறேன் போயிட்டு நான் நல்லா ஜெபித்து விட்டு வருகிறேன் அப்போ போயிட்டு திரும்பி வரும்பொழுது அப்போ எங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வர வராரு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வர வரும்பொழுது என்னாச்சு ஸோ நாங்கள் வண்டியில் ஏறி டூ வீலரில் கூட்டிகிட்டு வர காத்திருந்தாரு நான் நான் என்னுடைய சூட்கீஸை எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ எனக்கு த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங்கு நல்ல ப்ரையரு பயங்கரமான ஒரு ஸ்ம இதோடு கூட வரேன் ஆனால் உடம்புல அந்த கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் வந்தது நான் வண்டியில் ஏறுறதுக்கு நான் இப்போ காலி தூக்கி போகிறதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் பேசிகிட்டே இருந்துட்டு எனக்கு அப்ப வந்து படப்பை தாண்டி நடந்தது அந்த கேம்ப் அப்பெல்லாம் பஸ் எல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும் எனக்கு ஒரு ரூபாய் கூட இல்லை எப்படி வர முடியும் எனக்கு நடக்கும் பிளன் இல்ல எங்காலும் சல்லுன்னு போயிட்டு இருக்காரு பேசிட்டு ஏதோ பேசிட்டே போயிட்டு இருக்காரு தாம்பரத்தில் போன பிறகுதான் திரும்பி பார்த்துருக்காரு என்ன அவர் எதுவும் கேட்டிருக்காரு எனக்கு ஆன்சர் வராதுனால ஐயோயோ மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டான் போல இருக்கு எங்கே தெரியல அப்படின்னு திரும்பி பார்த்துருக்காரு ஆள் இல்லை அவருக்கு ஒரு பயந்து இது நடுவில் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அண்டவரையும் என்கிட்ட பைசா இல்லை நடக்கிறதுக்கு பலன் இல்லை நான் இங்கேயே உட்காந்துட்டுமா இல்லை இங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போட்டுமா எப்படி என்ன ஸ்டெப் எடுத்திருக்குன்னு எனக்கு தெரியல அடுத்த ஸ்டெப்புலர் யார போய் கேட்குறது ரோட்லியும் கேட்க முடியாது எங்கே போய் திரும்பி போயிடலாமா அவங்ககிட்ட யாருன்னா பாஸ்டர்ஸ் கிட்ட போய் கேட்கலாமா ஆனால் அதுவும் கொஞ்சம் தூரமாக இருக்குது சரி நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் நட சரி நடக்க நடக்கலாம் அப்படின்றதில் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்பொழுது இவர் தாம்பரத்தை திரும்பி வரா தேடி எங்கே இதுன்னு அப்புறம் என்னை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரியா அந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் பல விதத்தில் வரலாம் ரைட் நாம் சில நேரத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கு தெரியாது எப்படின்னு அடுத்த இதுல நமக்கு பண்ணக்கூடிய ஏதுக்கள் இல்லாம இருக்கலாம் அன்றைக்கு எனக்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை ஆனா எப்படி போறதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலை இப்ப நினைச்சு பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் In your personal life and your spiritual life you might be perplexed you might be not knowing what is the next step na adutha step eppadi eduthukano na adutha enna seiya vendum andra na enna ezhumba vendum andra enikku jibikk kuda theriyala andra enala padikkum vedate vaasikkum illa indha nerathil sthotrikka mudiyala indha nerathil ellam panna mudiyala inda appadi patta soonneligal varum muzhudhu odungirukkum muzhudhu ungalku indha vaarthai nenaipputtadhilaga irkkum aandavar endrenrendrikum paramaana There is a God who loves your comeback. Hallelujah. Ungal thirumbi varudileyum, ningal elumbi varuvadiyum, Aanndavar virumbugira Devan ungallodu kuda irukkara. Hallelujah.